பார்க்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ நான் எதுக்கு பார்த்துக் கொண்டிருப்பது ஐ ஆம் ஏஆர்ஜி கோவிந்தராஜ் யூடியூப்ஸ் என்னோட சேனலை பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தேங்காய் விட்டுறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வெட்டி இது நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வெட்டி நாங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தமாரி காய் காஞ்ச படகு போட்டு இது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு தனியாக எடுக்கணும் தொட்டி தனியாக எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த வீடியோ காட்டுறேன் பருப்பு தனியாக பார்த்திங்கன்னா தொட்டி தனியாக எடுத்து போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா இந்த இதனோட வேலையை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொல்ல போனால் லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக லென்த்தாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஓவரால் லென்த்தாக போய்ட்டுருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நாங்கள் ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மேலே மேலே வீடியோ நிறையா போடணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாய் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்